வணக்கம் வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே பேங்க் நிஃப்டியில் டெய்லி 1 மினிட் சாட்டில் கால்ஸ் எப்படி வருதுன்னு பெர்ஃபாமன்ஸ் வீடியோ நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் ஒரு தேர்ஸ் டே மார்க்கெட் ஆக்சுவலி ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் ஆகுது ஸோ க்ரீன் கலரில் நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு கொடுக்குது கால்ஸ் வரையில் நமக்கு இந்த மாதிரி சிக்னல் மாதிரியே இருக்கும் பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கிளியராக வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட் ஒன் தான் ஃபர்ஸ்ட் டாரட் ஹண்ட்ரட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட் டார்டுக்கு நமக்கு வந்து இது டெய்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காவே அனலைஸ் பண்ணும் ஒரு ஒன் மினிட் சார்ட்டில் ஒன் மினிட் கேண்டினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி மேலே வந்து பிரேக்கவுட் ஆச்சுன்னா பைக்காலாகவும் கீழே ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா செல்காலாகவும் வரும் கால் வரையில் பார்க்குறக்கு இப்படி சிக்னலாகவும் இருக்கும் இதை பார்த்துட்டு மேனுவலாகவும் நீங்கள் இதில் வர என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி மேனுவலாகவும் இன்ட்ரெட் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணலாம் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹையின் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பைக்கால் ஜெனட் 5 ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபார்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் ஃபஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸ் ட்ரேடிங் போச்சு candle கேண்டில் கொஞ்சம் புள்ளிஷில் மேலே வந்துச்சு சிக்ஸ்த் கேண்டில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் வந்து எயிட்டி பாயிண்ட் மொமெண்டம் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்கு சிக்ஸ் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் இப்போ டைம் வந்து ஒரு டென் டுவெண்ட்டி மேலே ஆகுது பைக்கால் ஜெனட் ஆகிட்டு டுவெண்ட்டி இதில் ஃபஸ்ட்டு 6 மினிட்லேயே நமக்கு 80 பாயிண்ட் மூவமெண்ட் கொடுத்துச்சு பட் அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஆர் அட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகல ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபைனலாக இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர் அட் ரேஞ்ச் வந்துருக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ஒன் எயிட்டி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆர்ட் அது பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே டைமிங் வந்து எடுத்திருக்கு இதில் மறுபடியும் கால் ஜென்ரேட் ஆனது நமக்கு அப் அண்ட் டவுன் ரேலி வந்தாலும் டார்கெட்டை ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ ஆப்ஷன் ஷார்ட் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 39,500 நைன் தௌசண்ட் கால் ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷன் சார்ட் தான் ஷோ பண்ணுறோம் ஃபோர் நைன்ட்டி நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது இப்ப 600 மேல மேலே வந்து போது ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மினிட்ல 580 எயிட்டி வரைக்கும் மூவமெண்ட் கொடுத்துருக்கு இந்த மணி ஆப்ஷன்ன்றதுனால நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு நமக்கு 90 பாயிண்ட் கிட்ட மூமெண்ட் வந்த மாதிரி காட்டுது டேரக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம் இல்லை ஃபியூச்சர் சார்ட் பார்த்துட்டு அதில் என்ட்ரி வரும்போது எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் என்ட்ரி எடுத்தும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் சார்ட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி இப்போ வீடியோ பார்க்குறீங்களா இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆட்ரு மட்டும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்